ார்கள்ணே நீ எ தண்டனை கொடுத்தாலும் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் ஆனால் நான் உன்னுடைய சொல்லுக்கும் உன்னுடைய இதுக்கும் ஒரு காலமும் வழிபட மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னார்களாம் ஆசியா உமாவுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அதன்படி ஆசியா உமாவைத்தானே கொண்டு போய் அதாவது பயங்கரமான மனதான இடத்தில் தானே கொண்டு போய் அவர்களைத்தானே கீழே கிடத்தாட்டி இரண்டு கால்களுக்கும் இரண்டு கைகளுக்கும் மொளைகளை வைத்துத்தானே அரைந்து அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதாபை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய அதாபையும் கொடுத்து அவங்க நெஞ்சின் மீது பெரிய பாறாங்கலைத்தானே ஏற்றி வைத்து பொழுது சூரியன் பெயில் அடிக்கக்கூடிய திசையின் பக்கமாக அவங்க முகத்தைத்தானே திருப்பி வைத்து சொல்ல முடியாத பயங்கரமாவுடைய ஒரு அதாபைத்தானே ஆசியாவுமாவுக்கு கொடுக்கின்றான் அப்படி கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் ஆசியாவும் கூடியவர்கள் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த உறுதியான ஈமான் உடைய ஒரு துணை கொண்டு அவ்வாவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு பெரியாபு செய்தாலும் அதை அவர்கள் மனதில் தானே ஏற்றுக்கொண்டு அவனை அழகு போர் ஆசியாவும் கண்களில் கண்ணீர் சிந்த ஆசியா உம்மா மனதிலாக இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண்டவனே ரஹ்மானே எனக்கு நான் கவலை பொருத்தமும் ஒன்னுடைய ஒரு கிருபையும் எனக்கு வேண்டும் என்று ஆசியா உம்மா இந்த நிலையிலே அவர்கள் ரொம்ப சித்திரவதையும் ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக இருக்கும் போது நபி அலைவாம் அந்த பாதையாக வருகின்றார்கள் அவர்களை கண்டவுடனே ஆசியா உம்மா சொல்லுகின்றார்கள் அதாவது ஹாரூன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆசியா அவர்களே நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு வேதனைப்படுகின்றீர்களே அதாபுடுகின்றீர்களே என்னுடைய உதவி உங்களுக்கு எதுவும் வேண்டுமா என்று கேட்கும் போது ஆசியா உம்மா சொன்னார்கள் நான் யாருடைய உதவி நான் நாடவில்லை என்னை படைத்தார் அபுல்லா அலமியின் ஆண்டவனுடைய அவனுடைய உதவி உண்டானால் அதுவே எனக்கு போதுமானது ஆகையினால் ஒன்று செய்யுங்கள் அதாவது எனக்கு மறைவாக இருப்பதற்கு ஒரு மாளிகை ஒன்று வர வேண்டும் என்று அந்த ஆசியா உம்மா சொன்னார்களா ஆனால் இதற்கு என்ன சொல்லுகின்றார்களே ஆசியா உம்மா அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அவங்களுடைய திரேகத்தில் எந்த விதமாவுடைய இல்லாதபடி அவனுக்கு அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்பட்டதா அதனால மக்களுடைய கண்கள் மறைவாக இருக்கும்படியாக ஆண்டு இடத்திலே அதே நேரத்தில் ஆசியா உம்மா அவங்களுடைய கண்களுக்கு எட்டு சொர்குலகங்களும் தெரிகின்றது ஹூரானி பெண்கள் கூடி நின்று ஆசியா உம்மாவை வரவேற்கின்றார்கள் ஆசியா உமா படக்கூடிய அவர்களுடைய போது ஆசியா உமா அவங்க நாவிலே இவனுடைய ஈமான் ஈமான் ஈமான் உடைய ஈமானுடைய தன்மையோடு அந்த ஆசியா உம்மாவுடைய உயிர் பிரிகின்றது அவர்கள் உலகத்தை விட்டு மறைகின்றார்கள் மௌத்தாகின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு செய்யக்கூடிய கிருகுகளை எல்லாம் செய்து முடித்தார்கள் எல்லாம் ஜல்லஷான ஆண்டவன் ஆசியா உம்மாவுடைய ரூஹை அவங்களுடைய ஒரு நிலையை அல்லா ரொம்ப உயர்த்தி ஆக்கி வைத்தார் ஆகவே இந்த நிலையிலே ஆசியா உம்மாவுடைய பிரிவு முடிகின்றது அதே நேரத்தில் அந்த இடத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டார்களுக்கும் கொடுமை அதிகரித்து விட்டது அவர்களும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் நேரடியாக ஒரு இடத்தில் தானே சென்று சொல்லுகின்றார்கள் என்னுடைய கவுகளை என்னுடைய கூட்டத்தூட்டத்தார்களை நீ உரிமை விட்டுவிட வேண்டும் அவர்களுக்கு நீ எந்த கொடுமையும் கொடுக்க கூடாது என்று எச்சரித்தார்கள் இதை கேட்ட அந்த புறவன் சொல்லுகின்றான் நான் ஒரு வழிபேன் வழிபட மாட்டேன் அவர்களை நான் விடுதலை கொடுக்கவும் அடைத்து சொல்லுகின்ற உயர்ந்த ஒரு மாளிகை ஒன்று கட்ட வேண்டும் உலகத்தில் யாரும் அந்த விதம் ஒரு மாளிகை கட்டிருக்கூடாது உயர்ந்த ஒரு மாளிகை கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டால் அதன்படி அதாவது வேண்டுமான பொன்பொருள்களை செலவு செய்து ஒரு மாளிகை வந்து கட்டப்பட்டது ஆனா இதற்கு இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் அவனுடைய அழிவை அவனே தேடிக்கொள்கின்றான் அதே நேரத்தில் அப்படி கட்டி அந்த மாளிகையை தானே கட்டி அதனுடைய நேர்த்தையும் அதனுடைய ஒரு சிறப்பையும் பார்த்து கொண்டிருக்கும் நிலைமை ஏற்படுகின்றதையான பார்த்தார்கள் ஆண்டவனே இவனுக்கு விடப்பெரிய ஒரு தௌலத்தையும் உயரமான அந்தஸ்தினி கொடுத்திருக்கின்றாயே என்று அவர்கள் துமாட்சியை பயங்கரமா உடைய ஒரு காற்றம் ஏற்பட்டதுலா துலாம் தான் இப்படி அதை இடிந்து விழுந்தவுடனே பார்க்கின்றான் ஒரு நிலைமை செயல் மிகத்தானே நினைத்து ஒரு காரம் அந்த கிப்தியினுடைய கூட்டத்தார்கள் பலி இஸ்ராய கூட்டத்தூடிய கொடுமையை செய்யக்கூடிய அநியாயமும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது இதை பார்த்திசான் துமஸா அவனுடைய இடத்தில் வந்து எச்சரிக்கின்றார்கள் உங்களுக்கு பயங்கரமாவுடைய நெருங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு அதாபி இறங்க போகிறது என்று சொன்னார்கள் அதை யாரும் அவர்கள் கேட்கவில்லை ரொம்ப அலட்சியப்படுத்தினார்கள் முசான் நபி ரொம்ப பே பேசினார்கள்ே நேரத்தில் நபி முலாம் துவாயிருந்தார்கள் எல்லா படைத்தார்கின்ற இறைவனே இதை என்னாலும் ஒருமாலும் பொறுக்கவில்லை மீண்டும் அந்த முன்பதாக வந்து சொல்லுகின்ற விடுதலை கொடு என்று சொல்லும் போது அப்பொழுது தன்னுடைய வலதுகை ஜுப்பாவைத்தான் உயர்த்தி தன்னுடைய கையை காட்டினார்கள் கையை காட்ட பார்த்தாயா என்னுடைய அற்புதத்தை பார்த்தாயா ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற பார்த்தாயா என்று தன்னுடைய கையை உயர்த்தி காட்டினார்கள் அவங்களுடைய கையில் அப்படியே பிரகாசம் ஒளி இறங்கி இதை பார்த்த பிறகு அவனுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள் ஓ மூசாவே நீ செய்யக்கூடிய வஞ்சனை தொழில் சூனிய தொழில் இதுவும் ஒன்றாக இருக்கும் ஆகையினால இதை கொண்டு நாங்கள் ஒரு காலம் ரப்புக்கு உன்னுடைய நாயலுக்கு நாங்கள் வழிபட என்று சொன்னார் உடனே சென்றுவிட்டார்கள் சென்றதன் பின் அவர்களுக்கு ஏற்படுகின்றதையானால் அதாவது நபி முசா அலி சலாத்து வசலாம் ஒரு துவை கொண்டு அவர்களுக்கு எப்பேர் கொத்தவரு அதாபி ஏற்படுகின்றதையானால் பயங்கரமாவுடைய என்று சொல்லக்கூடிய வெள்ளம் கவுகள் வழிபடாதுடைய வெள்ளத்தை சாட்டி எப்படி அவர்களை அளித்தானோ அதுபோன்று மூசானுடைய ஒரு துபாவை கொண்டு அங்கு ஒரு வெள்ளம் ஏற்படுகின்றது அந்த வெள்ளமாக கூடியது எப்படி ஏற்படுகின்றதையானால் இந்த பணி இஸ்ராயலுடைய கூட்டத்துக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்காதபடி அந்த கிபத்திகளுடைய கூட்டத்திற்கு மட்டும் அந்த வெள்ளமாக கூடிய வீடு வாசல்கள் எல்லாம் தானே வந்து புகுந்து நிறைந்து வெள்ளம் அதுமாம் வெள்ளம் வந்த அந்த பயங்கரமாவுடைய வெள்ளம் வந்து கிபித்தீடு தோட்டம் இப்படி ஒரு வாரங்களாக அந்த வெள்ளத்திலே கிடந்து அதாபுப்பட்டார்களாம் அந்த கிபித்தி கூட்டத்தார்கள் அந்த வெள்ளத்தினுடைய தன்மையினால் அவங்களுடைய மாசல்கள் பல தோட்டங்கள் பலவிதமான செல்வங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டது உடனே அந்த கவுகள் எல்லாம் கூக்குறிடுகின்றார்கள் முசாவே நாங்கள் செய்த குற்றத்திற்கு நீங்கள் அதாவது மனம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளத்தினுடைய ஒரு அதாபை விட்டு காப்பாற்ற வேண்டும் உங்களுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபடுகிறோம் என்றால் என்று சொன்னார்கள் செழிப்பு பழங்கள் படுத்தது இது போன்று அந்த மக்கள் ரொம்ப சுபீட்சமா இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது சொல்லுகின்றார்கள் என்ன சொல்கின்றீர்கள் இப்ப என்னுடைய நாயனுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று சொன்னாங்க மறுத்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் நபி முசா அலிஸ்லாத்து வசலாம் அவங்களுடைய ஒரு துமாவை கொண்டு அங்கே பேர் கோத்து அவர் நிலைமை ஏற்படுகின்றது ஆனால் பயங்கரமாவுடைய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது உண்பதற்கு உணவு கிடையாது அதாவது ரொம்ப பயங்கரமா உடைய ஒரு பஞ்சத்தினுடைய காரணத்தினால் அந்த மக்கள் எல்லாம் வேதனை பெற்றுக் கொண்டு போது அதே நேரத்தில் நிலைமை ஏற்படுகின்றதையானால் வெட்டுக்கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு பச்சி அதாவது வெட்டுக்கிளி என்று சொன்னால் மரம் அதாவது இது போன்று ஒரு விதமா உடைய ஒரு பச்சை அந்த பச்சி வந்ததானே புகுந்து அந்த கிபிதி கூட்டத்தான் வீடு வாசல் ஆடு மனை ஆடு தோட்டம் எல்லாம் அந்த வந்து மரங்களில் உண்டான செங்கல்களையும் வீடுகளையும் வாசல்களையும் அவங்களுடைய துணிமணிகள் அவங்களுடைய உணவுக்கிளி சாப்பிட்டது இப்படி அதில் இந்த வெட்டுக்குளியினுடைய ஒரு அதாபு ஒரு வாரம் இருந்தனமை ஏற்பட்டால் மறு சனிக்கிழமை வரைக்கும் இதுக்குள்ளது கூட்டத்தார்களுடைய எல்லா வீடு வாசல்கள் மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு மேல்கொண்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லையா அலைகின்றதாம் அந்த வெட்டுக்கிளை இதை பார்த்த அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் மூசானே வீடத்தில் தானே முறையிடுகின்றார்கள் ஓய் மூசாவே எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் வார்த்தை மீறி வழிபடுகிறோம் என்பதாக கூட்டத்தார்கள் எல்லாம் இருக்கும் போது மீண்டும் சொன்னார்கள் மறுவாரம் கழிந்து விட்டது இப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கிபித்தி கூட்டத்தார்களும் அவர்களுக்கு வார்த்தை பாட்டை மீறி அவர்களுமாறு செய்து விட்டார்கள் உயர்ந்த மணல் மேட்டின்று அப்படின் உத்தரவு கொண்டு அவங்களுடைய அசாவை தானே அடித்த அந்த மணல் மேட்டை தானே அடித்தார்கள் அடித்த மருகணம் கூட்டத்தான் அவர்களுக்கு அங்கே பேர் கொட்ட ஒரு அதாப் ஒன்று கொடுக்கப்படுகின்றதே ஆனால் சுபகான் அதாவது பேன் சொல்லும் ஒரு விதமா ஒரு பேனை அல்ல அனுப்பிச்சு வச்சான் அனுப்பிச்சு வச்சா அந்த கிபித்திகள் இருக்க வேண்டிய வீடு வாசல்கள் அவங்களுடைய துன்மணிகள் அவங்க பழங்கக்கூடிய பண்ட பாத்திரங்கள் அவங்களுடைய திரேகங்கள் எங்க பார்த்தாலும் அதனுடைய அவங்களால தாங்கிக் முடியவில்லை சரித்திரத்திலே சொல்லப்படுகின்றது எல்லா இந்த பேன் வந்து தாங்க முடியவில்லை என்பதாக சொல்லப்படுகின்றது அப்பவே பெரிய அதாபு அவங்களுக்கு அல்லா கொடுத்தான் இதுவும் ஒரு வாரம் நீடித்திருந்தது ஒரு சனிக்கிழமையிலிருந்து மறு சனிக்கிழமை வரை அதுபோன்று அந்த அதாபு அவங்களுக்கு நீடித்திருந்தது அதே நேரத்தில் கூட்டத்தார்களும் யாவர்களும் தான் சேர்ந்து சொல்லுகிறார்கள் நபி மூசா அவர்களே அவர்களே உங்களுடைய நாயனுக்கு நாங்கள் வழிபடுகின்ற இந்த காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட நபி துவசனி இருந்தார் சார் விட்டு நீங்க இப்படி சில நாள் இருக்கும் போது மீண்டும் இப்பொழுது என்னுடைய நாயனுக்கு நீங்கள் வழிபடுகிறீர்களா என்று சொல்ல அதை கேட்டி கூட்டத்தார்கள் வாக்குமாறினார்கள் வாக்கு குமாறு செய்தார்கள்றுக்க முடியவில்லை எவ்ளோ பெரிய தண்டனைகளையும் கொடுத்து கொஞ்சமாக உங்களுடைய என்பதாக தான் நினைத்திருக்கும் போது மீண்டும் அவர்களுக்கு எப்பேர் கொடுத்த ஒரு அதாபி அல்லா கொடுக்கும் ஆனால் ஓ மூசாவே நீங்கள் மிசர் நாட்டினுடைய ஆற்றாங்கரைக்கு சென்று உங்களுடைய ஆசாவை கொண்ட அந்த ஆற்றிலே அடியும் என்று சொல்லி அல்லாயே குத்தரம் கொடுத்தான் அதன்படி நபி முசாஸ்லாத்து அடிக்கின்ற நேரத்தில் ஆற்றில குளத்துல அங்க வயல் வயக்காட்டுல உள்ள தவளைகள் எல்லாம் மொத்தமாகத்தானே குதித்து குதித்து கொண்டு அந்த வீடு வாசல்கள் எல்லாம் வந்து நிறைந்திடுமா வீடு வாசல் எல்லாம் நிறைந்திடுமா எங்கெங்க பார்த்தாலுமே எக தவழையாக இருக்க கண்ணார்கள் எங்க பார்த்தாலுமே இது எல்லா்தான் வந்து நிறைந்து விட்டது கிடக்கும் ஆணத்தை காய்ச்சி வச்சிருந்தா அதுலயும் அப்படி அவங்களை மறைத்து கொள்ளுமா உயர்த்த இருக்குமா தவளைகள் இப்படி அந்த தவளைகளை கொண்டு அந்த கிபித்தி கூட்டத்தார்களுக்கு பெரிய ஒரு அதாபி எல்லாம் கொடுத்தான் அதுலேயும் அவங்களுதான ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு உடனே அந்த கிபிதி கூட்டத்தார்கள் எல்லாம் புகு என்பதாகத்தானே சட்டமிட்டு மூசா இடத்துல முறையெடுக்கிறார்கள் மூசாவே இந்த அதாபு எங்களால் முடியவில்லை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தவளையினுடைய தவளையினுடைய அலாமத்தை விட்டு நீக்கி அந்த மக்களுக்கு அல்ல சலாமத்தை கொடுத்தான் அவங்களுடைய மனம் மாற வேண்டாமா அப்பவும் அவங்களுடைய மனம் மாறவில்லை நபி மூசா அலி சலாத்து இப்படி பல பல மோசி சாத்துக்களை காட்டியும் பல அற்புதங்களை காட்டிய மனம் வேதனை பெற்றவர்களாகத்தானே சொல்லுகின்றார்கள் இப்பொழுது என்ன சொல்லுகின்றீர்கள் அப்பவும் அந்த புரோனும் புரோவனுடைய கூட்டத்தார்களும் வாக்குமாறினார்கள் வாக்குமாறிய உடனே அவர்களுக்கு எப்பேர் கொற்ற அதாபி அல்லா கடைசியாக கொடுக்கின்றானே ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு அதாபு என்ன அதாபு அவர்கள் குடிக்கின்ற தண்ணீர் முதல் உண்கின்ற உணவு வரை எதை பார்த்தாலும் ரத்தமாக இருந்திடும் இருந்த இது என்ன புதுமை என்றாங்க அரு மட்டுந்தான் இந்த கிடையாது பார்க்க வேண்டும் என்று அதாவது கூட்டத்தில் உள்ள பெண்கள் கூட்டத்தில் உள்ள பெண்ணை களைத்து ஒரு பாத்திர தண்ணீரை எடுத்து நீ குடி என்று சொன்னால் அந்த பெண் குடித்தால் அதே நேரத்தில் அந்த குடித்த தண்ணீரை மிச்சத்தை கூட்டத்தில் உள்ளவர்கள் குடித்தால் அது ரத்தமாக இருக்கும் இப்படி அவர்களுக்கு பெரிய அதாபு அல்லா கொடுத்தான் ஆனா அதே நேரத்தில் புறவனுக்கும் அந்த தண்டனை தான் ஆனா அவன் எதையுமே சாப்பிட முடியவில்லை தண்ணி குடிக்க முடியவில்லை ஒரு வாரித்திருந்தது ஒரு சனிக்கிழமையில் நின்று மறு சனிக்கிழமை வரை இந்த சாப்பாடுகள் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு கை அந்த கிபித்தி கூட்டத்தார்களும் மற்றவர்களும் தான் அதன் காரணமாக நபி மூசாலை அந்த இரத்தத்தினுடைய அதாபும் அவங்களை விட்டு நீங்கியது நீங்க உடனே இந்த மூசா மூசா நபி அவர்கள் நினைக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை காட்டிடைய மனம் மாறவில்லையே இனி நாம என்ன செய்வது என்பதாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும் போது கூட்டத்தார்கள் முடிவுக்கு வந்தார்கள் இந்த மூசான் நபி உயிரிழந்த இவ்வளவு பெரிய அதாபி வேதனை கொடுக்காரு அவரை நாம எப்படி ஆகிலும் அவர்களும் அவர்களுடைய கௌமுகளும் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகின்றோம் ரொம்ப சங்கடப்படுகின்றோம் எங்களுக்கு எந்த விதமாவுடைய உதவி இல்லை பொண்ணு இல்ல பொருள் இல்ல தகுந்த ஆதாரமான பொருள்கள் இல்லை நீங்கள் இந்த எங்களுக்கு சேரும்படியாக துவா செய்ய வேண்டும் என்று பனி இஸ்ராயலுடைய கூட்டத்தார்கள் சொல்லும் போது இதை கேட்ட நபி முசா அலிஸ் வலாம் அல்ல இடத்துல துவா செஞ்சாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு பெருநாளை மாதிரி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதைக் கொண்டு உங்களுடைய நான் வளக்கத்து செய்கிறேன் என்று அல்லா சொல்ல அதுபோன்று ஒரு நாளை தான் அவர்கள் குறிப்பிட்டு அந்த நாளை பிறந்தி அவங்க அல்ல இடத்துல துவா செஞ்சாங்க பொன் பொருள் அனைத்தும் இவங்க இடத்துல வந்து சேர்கின்றது வாங்குகின்றார்கள் இப்படி வந்து சேர்ந்த உடனே அந்த கூட்டத்தாளர்கள் சந்தோஷமாக இருக்கும் போது மூசாவை கொல்ல வேண்டும் என்று சதி நடக்கின்றது இது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அறிவித்த உடனே மூசா நபி பார்த்தாங்க நம்முடைய கவுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு நாம் பாதுகாப்பான இது போன்ற எல்லா விதமான சகல சேகரிப்போடு அதாவது பல்லாயிரக்கணக்கான வழி நடந்து வருக வரு யுவவர்கள் <laughs> உரு கூட்டார்கள் குடும்பத்தார்கள் இன்னும் கூட்டம்சத்தார்கள் சரி சொல்லப்படுகின்றது மக்கள் பனிரெண்டு மக்கள் இருந்தார்களா நபி யாக்கு அந்த பனிரெண்டு மக்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக வருகின்றார்களா வருகின்றார்களா இப்படி வந்து கொண்டிருக்கும் போது இந்த செய்தி பிராமனுக்கு தெரிந்தது என்று உடனே அந்த மந்திரி காமானி மற்றும் பயங்கரமான ஆயுதங்களை கூட்டத்தார்களும் பின் தொடர்ந்து வந்து பார்க்கின்றார்கள் பின்னால் புறவனாக கூடிய துணையாக இருக்கிறான் என்று சொல்ல அதே நேரத்தில் அனுப்பி வைக்கின்றன ஒரு கரு மேகமாக கூடியது வந்து அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு மேக திரையை போன்று நின்று கொண்டது ஆனால் போது என்பதாகத்தானே வகவுள்ள மோசாவுக்கு சொல்லிடுவான் அந்த அழகுள்ள மோசாவுக்கு சொல்லிடுவான் கையில் வைத்திருக்கூடிய அந்த ஆசாவை கொண்டு அந்த நை நதியை தானே அடிதாரி அடினாலே அந்த ஆறு ரெண்டாய் பிழந்திடுமா அடிதாரி அடினாலே அந்த ஆறு ரெண்டாய் பிழந்தி முசாலி சலாத்துவாங்க பி முசா அலித்து வசலாம் அவருடைய கையில வைத்திருக்கக்கூடிய அசாவை கொண்டு அடித்த உடனே அந்த ஆறு இரண்டாகத்தானே பிரிந்து விட்டது சுபகான் அது மட்டுமல்ல ஒரு கவுலின்படி பனிரெண்டு பாதையாக பிரிந்ததான் அந்த ஆறு சுபகான் விளப்ப என்ன சொண்டு இருந்தார்கள் அந்த பனிரெண்டு மக்கள்களுடைய பிச்சடங்கள் குடும்பத்தார்கள் பனிரெண்டு வழியா போனார்களா சுபகானம் உண்மையான கா சொல்லின்படி ஆறு இரண்டாக பிளந்தது அந்த பிளந்த அந்த வழியில் உடனடியாக அந்த சவதிகள் எல்லாம் காய்ந்து விட்டது நபி மூசாலிசலாத் அவர்களும் அவர்களுடைய கோமுகளும் ஒன்றாகத்தான் அனைத்து கொண்டு நபித் உதவியைத்தானே கொண்டு அந்த நயில் நதியைத்தானே கடந்துமே சென்று இடுவார் நபி அவர்கள் கடந்து அவர்கள் அவர்களோட கவுகளை அவர்கள் அனைத்துமே சென்றிடுவாரை அவர்களோட கவுகளை அவர்கள் அனைத்துமே சென்றுவார் என்னுடைய கோமுகளை பார்த்தீர்களா நான் வருவதை பார்த்து பிரித்து வைத்திருக்கின்ற பாருங்கள் என்னுடைய புதுமை என்று சொன்னதும் உடனே அதாவது இந்த புரோகன் வந்திருக்க வேண்டிய குதிரை குதிரை இருக்கின்றது அது ஆண் குதிரை என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அதே நேரத்தில் நல்லா துலாம் தான் ஒரு கருத்தை பேட்டாவும் அதாவது ஒரு மனிதரை போன்று அவங்களுடைய முன்பதாக ஒரு பெண் குதிரையின் கூடியது அந்த பெண் குதிரை பின்னால் அவங்களுடைய கூட்டங்கள் அவர்கள் தான் கரையில் வந்து திரும்பி பார்க்கும் அவருடைய கூட்டத்தால் நதியில் முருகடிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் நன்றி செலுத்தினி நின்றுடுவார்கள் காப்பாற்றி னுக்கு இறைவனுக்கு நபி மூசா அலை சலாத்து வலாம் தொழுது அல்லா செய்தார்களாம் ஆகையினால் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே நபி மூசா அலி சலாத்து வசலாம் ஒரு முழிச்சாவை கொண்டு அவங்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு கரை சேர்ந்ததும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அருமை பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே நபி மூசாலி சுனாத் வசலாம் அவர்களையும் அவர்களுடைய கோமுகளையும் காப்பாற்றியதற்காக நதி ஆத்தாங்கரையில் நின்றும் அந்த அவ்வாழ்வுக்கு நபி அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே நபி மூசாலி சுனாத் வசலாம் அவங்களுடைய ஒரு சரித்திர வரலாறு ஒரு பெரிய ஒரு இருக்கிற ஒரு காரணத்தை கொண்டு நாங்கள் சுருக்கமான முறையில இந்த வரலாற்றை சொல்லி இம்மட்டோடு நிறைவுபடுத்திக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு எதிரியாக இருந்தே ஆண்டவன் குரானின் சொல்லதை போன்று அவனுடைய ஜடலத்தை நாம் பாதுகாத்தோம் கியாம நாடு வரைக்கும் அவனுடைய ஜடலம் அழியாம இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியதை போன்று இன்றைக்கும் அவனுடைய ஜடலத்தை எடுத்து மிசல் என்று சொல்லக்கூடிய நாட்டில் எல்லாருடைய பார்வைக்கும் அவனுடைய ஜனத்தை வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகையினால் ஒரு வரலாறு ஆகக்கூடியது காவியம் அல்ல கதை அல்ல உண்மையில் நடந்த ஒரு வரலாறாக இருக்கும் ஆதிமூலமா அதனுடைய ஒரு கருத்தை பற்றி நாங்கள் சுருக்கமாக சொல்லி இருக்கின்றோம் ஆகையினால் அக்கருத்தை கேட்ட பூமியின் முஸ்லிம்கள் ஆகிய யாப்பியர்களுக்கும் அல்லா செய்வதோடு மீண்டும் அந்த வரலாறை கேட்ட நீங்களும் துவா செய்ய வேண்டும் என்று உங்களை